வணக்கம் பிஎ வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்திலேருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல் ப்ளைனும் இருக்குதுங்க ப்ளைனில் வெரைட்டீஸ் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குதுங்க 5200 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ப்ளைன் வெரைட்டி சாரீஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க இது எல்லாமே ஹேண்ட்லூமே இருங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைடுங்க ஃபஸ்ட் சாரியுடைய கோட் ஃபைவ் ரேடியம் க்ரீனுங்க ஃபுல் சாரீ ஒரே கலர் பாடி போஷன் பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலருங்க எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸ் ஹேண்ட்லூம் மேட் சாரீஸுங்க இந்த சாரீஸ்னுடைய லெந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க விதவுட் தி சாரி 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் அபவ் வருங்க வெயிட் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருங்க வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் ஆனால் ப்யூர் சில்க் சாரீஸுங்க இந்த ஃபுல் ப்ளைன் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்கும் போதுங்க ஃபுல் ப்ளைன் அப்படிங்கிறனால ஜஸ்ட் நம்ம ஹாஃப் போர்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறோங்க காக்கிங்க டார்க் காக்கி ஷேடு 5200 ONLY, full-pleine Next முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாரியுடைய கோடு சொல்லி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் புக்கிங் ப்ரொசீஜருமே சேம் தான் ஆனால் பிளைனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கலர் டிஃப்ரென்சஸில் நமக்கு சாரீஸ் இருக்கிறதுனால நீங்கள் கோடு சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீபோலி லோட்டஸ் பிங்க்குங்க 526 டூ சிக்ஸ் ஃபுல் சாரி ஒரே கலர் ஃபுல் ப்ளைன் சேரீங்க ஃபைவ் டூ சிக்ஸ் ஸாரீ கோட் இந்த ஃபுல் பிளைன் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ கிரே கலர் சிமெண்ட் கிரே கிரே ஷேடுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி ஏதாவது damage ஆகும்ச்சின்னாவோ இல்லை நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி ஏதாவது நீங்கள் receive பண்ணிவிட்டாவோ நீங்கள் ரிட்டர்ன் அப்ளை பண்ணலாங்க அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணிவிட்டு டேமேஜஸ் ஏதாவது தெரியுற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு கொடுக்கலாமா ராமர் கிரீன் ஃபைவ் டூ எயிட்டுங்க ராமர் கிரீன் ஃபைவ் டூ நைன் நேவி ப்ளூ இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீஸ் டபுள் ஒர்க் சாரீஸ்ங்க நம்மகிட்ட ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி பே பண்ணுற பே பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குகிறோம் அந்த டூ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க நெக்ஸாரி ப்ளூ blue color த்ரீ ஜீரோ சாரீ கோடு ஃபைவ் த்ரீ ஒன்றுங்க இதுவும் ப்ளூ ஷேடு தான் லைட் ப்ளூ ஷேடுங்க காப்பர் சல்ஃபேட் ப்ளூ லைட் ஷேடு இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் top and பாட்டமில் மட்டும் சாரி lines வர்ற மாதிரி மேக் பண்ணியிருக்கோம் டாப்லேயும் வருங்க பாட்டம்லேயும் வரும் நெக் ஸாரீ 532 த்ரீ டூ இந்த சாரி பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டமில் சின்னதா டிஷ்யூ பார்டரே வருதுங்க பர்பிள் ஷேடுங்க ஃபஸ்ட் சாரிலிருந்து இந்த சாரி வரைக்கும் நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க நெக்ஸ்ட் ஸாரீ ஃபைவ் டபுள் த்ரீ நேவி ப்ளூ இதுலையும் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் சரி பார்ட்ரு வருதுங்க 5,200 தௌசண்ட் only இந்த சாரீஸில் யூஸ் பண்ணுற ஜரி, டெஸ்ட் சரிங்க ஹாஃப் ஐன் சரி புக்கிங் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே ஆன் கால்லேயோ கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணியோ நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அவைலபிலிட்டியும் செக் பண்ண முடியாதுங்க WhatsApp நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் சாரீ டார்க் லேவண்டர் ஷேடுங்க லெவண்டர் ஷேட்லேயே டார்க்கு டாப் அண்ட் பாட்டமில் ஜரி போர்டர் வந்துடுதுங்க சின்னதாக இருக்குங்க ஜரி போர்டர் 5,200 தௌசண்ட் ONLY ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லிங்க இந்த சேரீயும் நெக்ஸ்ட் சாரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டார்க் ராயல் ப்ளூ ஷேடுங்க இந்த சாரியுடைய ப்ரைஸும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஃபுல் ப்ளைனுங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபுல் ப்ளைனு அதில் சின்னதாக பார்டர் வச்சது இருக்குது பார்டர் வைக்காத பார்டர்ல ஸ்டைலையும் காட்டணும் ஜரீஸ் ட்ரைப் லைன்ஸ் வர்ற மாதிரியும் ஷோ பண்ணுங்க இப்போ வரைக்கும் சாரீஸ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க 5,400 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸில் லோட்டஸ் பிங்க் ஷேர்டில் ஃபுல் சேரீ ஒரே கலருங்க பல்லு மட்டும் கிராண்ட் சேரீ ஓர்க்கு வரும் டாப் அண்ட் பாட்டம்லையும் உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்டைப் லைன்ஸ் வந்துடுதுங்க 5,3,7 த்ரீ செவன் சேரீ கோடுங்க லோட்டஸ் பிங்க் சேர் ஃபுல் சாரீ ஒரே கலருங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஐயாயிரத்தி நானூறுரூவாய் மட்டுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்ஸில் சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷோ பண்ணுறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் சாரீ க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டு டோனுங்க ஃபைவ் த்ரீ சிக்ஸுங்க சாரீ கோட் இதுக்கு முன்னாடி பார்த்து சேம் அதே பேட்டர்ன் இந்த சாரியுடைய பிரைஸும் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன்லி இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறனால யூனிக் பீசஸ் மட்டுமே நம்ம மேக் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றுதான் இருக்குதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க booking ஸாரீ ஃபைவ் த்ரீ எயிட்டுங்க வைலட் கலர் டாப் அண்ட் பாட்டமில் சரி பட்ரு வந்துடுதுங்க பல்லுலியும் கிராண்ட் ஜரி ஒர்க் இருக்குது ஃபைவ் த்ரீ எயிட் எல்லா சாரிக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் வருதுங்க 538 த்ரீ எயிட் 5400 கோட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுங்க நெக்ஸ்ட் சாரீ இந்த சாரி ப்ரைஸும் ஃபைவ் 5400 ஃபோர் ONLY, international இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குதுங்க பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் extra charges வரும் அதுவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே எத்தனை சாரீ புக் பண்ணுறீங்க எப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்களே தெளிவாக சொல்லிடுவோம் நெக்ஸ்ட் சாரீ ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு டோனுங்க ப்ளூ டாமினாக இருக்கும் டிவைல் டோனுங்க ஃபைவ் ஃபோர் ஜீரோ சாரீ கோட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுங்க 540 ஃபோர் ஜீரோ சாரீ கோட் சாரியுடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ட்ராக்கிங் ரிலேடாக எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் கால் பண்ணி பேசலாம் மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் அவலை இருக்காங்க ஃபைவ் ஃபோர் ஒன்றுங்க பிங்க் இஷ் ஆரஞ்ச் பிங்க் கலர் டாமினண்டாக இருக்குங்க ஃபைவ் லைட் வெயிட்டாக வேணும் ப்யூர் சில்காக வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த சாரீஸ் சூஸ் பண்ணலாம் லைட் வெயிட் சாரீஸுங்க டிசைன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சிம்பிள் டிசைன்ஸோடு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்க ஸாரீஸ் சூஸ் பண்ணிங்கன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் சேட்டிஸ்ஃபை ஆகுவீங்க அதே மாதிரி குவாலிட்டியுமே ப்ரீமியம் குவாலிட்டியில்தான் மேக் பண்ணுறோம் நீங்கள் ப்ளவுஸ்க்கு எதாவது ஒர்க் பண்ணணும் சாரீஸ்லேயே வந்து நீங்கள் எம்ப்ராய்டி ஒர்க் மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் ஸாரீ கண்டிப்பாக தாங்கும் ஏன்னா டபுள் ஒர்க் சேரீங்க ஃபைவ் ஃபோர் டூ சிமெண்ட் கிரேட் டோனுங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் ஸாரீ ஃபைவ் ஃபோர் த்ரீங்க ஸாரீ கோட் பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ்டு டோன் தான் பிங்க்கு டாமின்டாக இருக்குங்க இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் வெர்டிகுலர் ஜரீஸ் டைப் பிளைன்ஸ் வந்துடுதுங்க நார்மலாக நாம் புட்டா ஸாரீஸில் மோட்டிவ்ஸ் வந்து போடுவோம் அதுக்கு பதிலாக இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் சாரிக்குமே வர்டிக்கல் ஸ்ட்ரைப் லைன்ஸ் சின்ன சின்ன கேப் விட்டு ஃபுல் சாரிக்குமே வர மாதிரி மேக் பண்ணியிருக்கோங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க ஐயாயிரத்தி ஆறுநூறுவாய் மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு சாரீ ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டன் பண்ணுற ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க இந்த ரிட்டன் ஆப்ஷன் சொல்கிறது வந்து சாரீ டேமேஜ் ஆகுந்தால் மட்டுமேங்க கலர் சின்னதாக மாறிருக்கு இல்லை குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற விஷயங்களுக்கு நாம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது கலர் கன்ஃபர்மேஷனுக்கு ஃபோட்டோ மட்டும் பார்க்காம வீடியோவும் பார்த்து வாங்குங்க ஒரு சில டியூல் டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் எக்ஸாக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் சாரிங்க க்ரீன் கலர் ஃபுல் சாரி ஒரே கலருங்க dark green கலர் ஃபைவ் டபுள் ஃபோருங்க ஸாரீ கோட் நெக்ஸ்ட் ஸாரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவுங்க எல்லோ அண்ட் டோனுங்க ஃபைவ் ஃபோர் ஃபைவ்ங்க ஸாரீ கோட் வெர்டிக்கல் ஜரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் வர சாரீஸுங்க ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி நெக்ஸ்ட் சாரீ கலர் இது எப்படி இருக்கும்னா லைட்டாக ஒரு பேபி பிங்க் ஆட் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டோனில் இருக்குங்க பெய் ஸ்டோன் தான் ஃபைவ் ஃபோர் சிக்ஸுங்க சரி வறுக்கும் பாடி போர்ஷனில் வெர்ட்டிக்கல் ஜரி ஸ்ட்ரைப் லைன்ஸும் வர இந்த சேரீஸுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் 5600 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ப்ளைன் ப்ளவுஸ் தான் வருதுங்க காப்பன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசான்லாம் த்ரீ லைன்ஸ் வர மாதிரி ஜரியில் சின்னதாக ஒரு பார்டர் ஸ்டைல் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஸாரீ ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு டோனுங்க டியூயல் டோன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்து சேம் அதே பேட்டர்ன் ஃபைவ் ஃபோர் செவனுங்க ஸாரீ கோடு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி யூடியூப்பில் நம்ம என்ன வீடியோ ஷோ பண்ணுறோமோ என்ன சாரீஸ் ஷோ பண்ணுறோமோ அந்த சாரீஸினுடைய ஃபோட்டோஸ் வித் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா ஆன்டைமில் அதாவது யூடியூப்பில் என்ன டைம்க்கு வருதோ அதே டைமில் க்ரூப்லேயும் அனுப்பிச்சி தரோம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து நம்ம வீடியோ பார்த்து வாங்கணுமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போகிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ ப்ளூ கலர் ஃபைவ் ஃபோர் எயிட்டுங்க ஸாரீ கோட் ப்ளூ கலர் ஜரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்துடுதுங்க டாப் அண்ட் பாட்டமில் ஃபைவ் ஃபோர் எயிட் சாரீ கோட் ஃபுல் சாரி ஒரே கலருங்க 549 ஃபோர் நைன் எல்லோ ஒன் க்ரீன் மிக்ஸ்டு டோனுங்க இந்த சாரியினுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பாடி போர்ஷனில் எந்த ஒரு சரி ஒர்க்குமே வந்திருக்காது ஈவன் பார்டரும் வந்திருக்காதுங்க பாடி ஆஃப் தி சாரி பிளைனுங்க ஃபுல் ப்ளைனு பல்லுலையும் ப்ளவுஸ் மட்டும் ஒர்க் இருக்கும் சில்வர் டெஸ்டட் ஜரி ஒர்க்கில் சரி இது ப்ளவுஸ் போர்ஷன் இந்த சாரீஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன் சாரி ஃபுல்லாக சில்வர் டெஸ்டட் சரிங்க மற்ற படிக்கு பாடி போர்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு பிளைனாக தான் இருக்கும் பிளவுஸ் போர்ஷன்லையும் ஒர்க் வரும் பல்லுலையும் ஒர்க் வருங்க ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் சாரி ஃபைவ் ஜீரோ ராயல் ப்ளூ ஃபுல் சேரீ ஒரே கலர் தான் இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் சாரிங்க சாரி கோட் பல்லுவும் பிளவுஸும் ஒர்க் வர இந்த பிரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபுல் ப்ளைனுங்க ஃபுல் வரும் பல் ஒர்க் வர்றது ஃபைவ் தௌசண்ட் பாடி போர்ஷன் அண்ட் பல்லு ரெண்டுமே சின்ன சின்ன சரி ஒர்க்ஸ் வச்சு வர்றது வந்து ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனோட வர்றது ஃபைவ் ரேஞ்சுங்க இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் ஒவ்வொரு சாரீ கூடியும் கண்டிப்பாக டேச் பண்ணித்தரும் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்